வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டேர்னிங் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் silk sarees coming with silk mark certified வார் பிவண்ட்டி ஃபிஃப்ட் ரெண்டு போஷன்லேயுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரீ கூடும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டேச் பண்ணி தருவோங்க ஃபஸ்ட் சாரியுடைய கோட் ஒன் சிக்ஸ் ஒன்னுங்க ப்ளவுஸ் ஆல்கே கிரீன் டோன்லேயும் பாடி ஆஃப் தி சாரீ மெஹந்தி கோன் க்ரீன் ஷேர்ட்லேயும் இருக்குதுங்க 161, இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்டட் சாரி ஒர்க் வச்சு மேக் பண்ணியிருக்கு இந்த சாரீஸ்டைய லென்த்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் 6.2 meters மீட்டர்ஸ் இருக்கும் including ப்ளவுஸுங்க வித் ஆஃப் தி சாரீ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் weight பார்த்தீங்கன்னா around 600 grams கிராம்ஸ் light weight வெயிட் சாரீஸ் pure silk சில்க் சாரீஸுங்க ஒன் சிக்ஸ்டி டூ சாரீ கோடுங்க பல்லுவன் ப்ளவுஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கே கிரீன் டோன்லையும் பாடி ஆஃப் தி ஸாரீ க்ரீன் டோன்லேயும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்ட் சாரி ஒர்க் பாடியில் வந்துருக்க மோட்டிவ்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த டர்னிங் ஒர்க் ஆகட்டும் இன்னர் லேயருக்கு மட்டும் வராதுங்க இன்னர் லேயர் ஆஃப் தி சேரீக்கு மட்டும் அந்த ஒர்க் இருக்காது நெக்ஸ்ட் சேரீ ஒன் சிக்ஸ் த்ரீங்க பாடி ஆஃப் தி ஸேரீ ப்ளூ அண்ட் வைலட் மிக்ஸ்டு டோன் டிவியல் டோன்லேயும் பல்லுவன் பிளவுஸ் அண்ட் டர்னிங் பேட்டர்ன் மெஜந்த டோன்லேயும் வருதுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ்னுடைய பிரைஸ் செக்மெண்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குங்க புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சாரியுடைய கோடு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் நைன் Full ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்ட் சரி ஒரு பல்லூலியும் வர மோட்டீஸ் கோல்ட் அண்ட் சில்வர் சரி மோட்டீஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வருதுங்க ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் சேரீ கோட் பல்லுவன் ப்ளவுஸ் ஹல்கே க்ரீன் டோன்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ எல்லோ டோன்லேயும் வருதுங்க டியூல் டோன் தான் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் டர்னிங் ஒர்க்கும் பல்லுவில் silver tested சில்வர் WORK சாரீ ஒர்க் பாடியில் வந்திருக்க சின்ன சின்ன மோட்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்டு காப்பரில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர make மேக் பண்ணியிருக்குங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் அப்ளை பண்ணலாம் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்க டேமேஜஸ் ஏதோ தெரிகிற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒன் சிக்ஸ் ஃபைவுங்க பல்லுவன் ப்ளவுஸ் மரூன் ஷேட்லேயும் பாடி ஆஃப் தி சாரீ டார்க் பேர் கிரீன் ஷேட்லேயும் வருதுங்க கோல்டு அண்ட் சில்வர் சரி சாரி ஃபுல்லாக வருதுங்க அதே மாதிரி டேர்னிங் ஒர்க்லேயும் உங்களுக்கு கோல்டு அண்ட் டெஸ்டட் சரியில் वर्कें यू पड़े सारी टेस्ट सरी हाफ सारी सेवन तौस इंडिया शिपिंग फ्री पी पमेंट मोट्स पाती अकोट पे फोनपे गेटियमारी आप्शन वाणी यूस पे पा नेक्स्ट सारी वन डबल सिक्स पलवन ब्ल डोन सें वटोल पातीम रुमे पातीटा उसेन कलर वं பாடி ஆஃப் தி ஸாரீ காக்கி அண்ட் மருன் மிக்ஸ்டு டோனுங்க black thread combine பண்ணி வருங்க கோல்ட் அண்ட் சில்வர் ஜெரி மோட்டிவ் ஸாரீ ஃபுல்லாக வருதுங்க 166. COD சிக்ஸ் சிஓஓடி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் ஸாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க சிஒஒடி மோடில் புக் பண்ணுறவங்க ஸாரீ ரிசீவ் பண்ணும்போது 7000 rupees ருபீஸ் பே receive பண்ணிக்கணும் ஒன் சிக்ஸ்டி செவன் சேரீ கோட் பல்லவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ ஷேட்லேயும் பாடி ஆஃப் தி சாரி டார்க் க்ரீன் ஷேட்லேயும் இருக்குதுங்க டேர்னிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் காப்பரில் ஒர்க் இருக்குங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள் இருக்கு உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம மேக் பண்ணுறோம் ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க 168, blouse, dark beige shade saree pastel green वन सिक्स एट् पलून ब्लौर बाफ़ दि सारी पैसल ग्रीन लियम अंड फिलवर टेस्ट सारी वर्क पर्चे पड़ रही डाउट है पर्चे पड़ा डालू धारा कस्टमर केर नंकुके काटक्टि कस्टमर केर नंबर डीटेलिपा நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க யூடியூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் சேம் டைமிங்கே உங்களுக்கு பிக்சர்ஸ் வித் ப்ரைஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி தரும் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி நைன் சாரீ கோட் பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்கே க்ரீன் Body of the தி ஸாரி cone green கிரீன் ஷேர்டில் இருக்குங்க கோல்டன் மிக்சிங் நெக்ஸ்ட் ஸாரீ ஒன் செவன்ட்டி பல்லுவன் ப்ளவுஸ் டாக் பைஸ் டோன்லேயும் Body of the ஸாரீ Pastel Blue லைம் இருக்குங்க 170 செவன்ட்டி Code கோட் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குங்கிறதுனால வேணுங்கிறவங்க ஆன் டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க புக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நிறைய மெசேஜ் பண்ண வேண்டாங்க எங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ச ஷோ பண்ணுற எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் செவன் தௌசண்ட் அப்படிங்கிற ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் செவன்ட்டி ஒன் पलवन ब्ल आल्े ग्रीन टोन बाडिफ़ दि सी ग्रे टोन फुल अंड फिलवर टेस्ट सरी वर्क वन सेवंटी वन सारी कोल्क व्यू पड़कें सेवन थूल इंडिया शिपिंग फ्री इंटरनेशनल शिप्टें சிஒஓடி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குதுங்க சாரி ஏதோ டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குதுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் கலர் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்குது குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரிட்டன் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரது கிடையாதுங்க ஸோ கலர் கன்ஃபர்மேஷனுக்காக பிக்சர் அண்ட் வீடியோ ரெண்டுமே பார்த்து வாங்குங்க ஒன் செவன்ட்டி கோட் படி ஆஃப் தி ஸேரீ இங்க் ப்ளூலியும் பலுவன் ப்ளவுஸ் மஸ்ட் அண்ட் மரூன் மிக்ஸ்டு டோன் வருதுங்க 172 செவன்ட்டி டூ ஸாரீ கோடுங்க சில்வர் அண்ட் காப்பர் டெஸ்டட் சாரி ஒர்க்கில் பாடியில் வந்திருக்க மோட்டிவ்ஸ் இருக்குது ஒன் செவன்ட்டி த்ரீ ஸாரீ கோடு பல்லுவன் ப்ளவுஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தா சேம் அதே தாங்க டார்க் மஸ்ட் ஷேட்லேயும் பாடி ஆஃப் தி ஸாரீ டார்க் பர்பிள் ஷேடில் இருக்குதுங்க மருன் மிக்ஸ் ஆகி வருது பல்லு அண்ட் பாட்டம் ஆஃப் தி சாரீ டேர்னிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் டெஸ்டட் சரீலையும் பாடியில் வந்துருக்க மோட்டிவ்ஸ் சில்வர் அண்டு காப்பரில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர மாதிரி வருதுங்க இந்த மாதிரி சில்க் மார்க்லேபிள் ஒவ்வொரு சாரீ கூடையும் அட்டேச் பண்ணி தரும் ஏன்னா இது எல்லாமே பியூர் சில்க்குங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்